हाई स्टूडेंटल मैक्स काम्प्लक्स नंबर चाप्टर टूल एक्ससेज़ टू पॉइंट थ्री फर्स्ट first sum सीना इफ इज वीवल वन मैनस््री ई इज टू ईक्वल मैन फोर ऐ अंड इजी ईक्वल फाइव सो दट इज प्लस् इज टू plus இசட் e equal to இசட் plus ப்ளஸ் plus டூ ப்ளஸ் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் first LHS எடுத்துக்கலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸியான செம்மு so இசட் ஒன் இசட் டூயும் ஆட் பண்ணி திரும்ப வர answer இசட் த்ரீயோடு ஆட் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா so இசட் ஒன் இசட் 1 மைனஸ் த்ரீ ஐ தென் மைனஸ் இது ரெண்டையும் கூட்டி வர விடையோடு என்ன பண்ணணுங்க ஃபைவை ஆட் பண்ணணும் ஓகேங்களா சோ 1 மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் தென் ஐ மைனஸ் செவன் ஐ ஸோ ப்ளஸ் ஃபைவை ஆட் பண்ணால் சிக்ஸ் செவன் ஐ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்வஷனாக வச்சுக்கோங்க ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா ஆர்கச்சஸ் சைடு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இசட் ஒன்னோட இசட் டூவையும் இசட் த்ரீயையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை திரும்பவும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ z1 அப்படின்றது so, 1 மைனஸ் த்ரீ ஐ இதோட ஆட் பண்ணணுன்னா z2 ஐயும் இசையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஸோ மைனஸ் ஃபோர் ஐ ப்ளஸ் ஃபைவ் ஸோ இப்போ ரியல் ரியலோடு ஆட் பண்ணிக்கோங்க 1 ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஐ மைனஸ் செவன் ஐ ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் அதாவது left hand side on, right hand side so, okay, wow. so, second, so, hand side right வந்து வந்து எப்படி இருக்குங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க அதே மாதிரா ஹண்ட் சைடு போட்டுக்கோங்க இசட் ஒன் வந்து 1 minus 3i minus 4i मैनस्ोर ई मलटिपल पड़ी वरकू आंसरे फैल मलटिपल पड़ सो फर्स्ट वन फोर सारोर देन मैनस्ोर ऐ मैन इंटू मैनस््री फोर i i ईंटूर ஓகேங்களா ஸோ இன்ட்டு ஃபைவ் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க 4i ஃபோர் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயருடைய வேல்யூ மைனஸ் ஸோ மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்னால் டுவெலில் மல்டிப்புள் பண்ணால் இதோட என்ன மல்டிபிள் பண்ண போகிறோங்க ஃபைவை மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ ஃபோர் ஃபைவ் 20 டொண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி தென் மைனஸ் டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஸோ இது தாங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இப்போ இசட் ஒன்னோட வேல்யூவை இசட் டூ இசட் த்ரீ மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ஆன்சரோடு நம்ம திரும்ப மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க ஸோ இசட் ஒன்னுடைய வேல்யூ என்னங்க ஒன் மைனஸ் 3i next நெக்ஸ்டு இசட் டூவையும் இசட் த்ரீயையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க மைனஸ் ஃபோர் ஐ இன்ட்டு ஃபைவ் ஸோ ஃபோர் then டொண்ட்டி 1 ட்வெண்ட்டி ஐ தென் இதை ஒன் மைனஸ் த்ரீ ஐயால் 20 பண்ண போகிறோம் ஸோ ஒன் நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 320, 3 த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ்டி ஐ இன்ட்டு I ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயருடைய வேல்யூ மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் ட்வெண்ட்டி ஐ ஓகேங்களா ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய ஆன்சரும் லெஃப்ட் ஹாண்ட் சைடு வரக்கூடிய ஆன்சரும் எப்படி இருக்குங்க சேமாக இருக்குது பாருங்க ஓகே ஹென்ஸ் வெரிஃபைடு ஓகே தேங்க் யூ டூ ஆல்